அஞ்சல் பெரிய கஷ்டம் இந்த போராட்டத்தை வாழ்த்து பேசுவதற்காக ஒரு அருமையான திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தமிழக போராளி முழுமையாகரையாற்றுவார்கள் உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கே எங்களுடைய அன்பு தலைவன் போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபோம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் போராடிச் என்கிறார் ஓடாத மானும் போராடாத மனிதனும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை என்கிறார் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை அப்படி தங்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உங்களோடு நிற்பதில் நான் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியும் பிறவிப்பையும் உங்கள் போராட்டம் மிக பேசுதல மனசு அவ்வளவு வலி அவ்வளவு வழிதோய்ந்த மொழிகளை அவர்கள் எனக்கு கடத்தினார்கள் உங்கள் பிள்ளை என்னால உங்களோட நிற்க முடியுது உங்களின் குரலாக பேச முடியுது ஆனால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நிக்கிறேன் ஆனால் ஒரு காலம் வரும் இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு யார் உங்க கூட நிக்கிறாங்களோ இல்லையா நான் இருக்கேன்னு சொல்றதுக்கான காலம் அதுல இன்டர்நெட்டு இமெயிலு செல்போனு இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்தாலும் கூட மக்கள் பிரச்சனைக்கு இன்னும் பிரதமருக்கு கடிதம் தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் நிலைமை இப்படி இருக்குது கடினமா இருக்குது அதில் ஓய் பெற்ற பிறகு ஒன்றுமே பிச்சை எடுக்கிறோம் சொல்லும்போது என் இப்படி ஒரு துயரம் வேணுமான நாங்கள்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கெல்லாம் நாங்களாம் படிக்கும்போது நாங்கள் கடிதம் எழுதிருக்கோம் கடிதம் வருது காதல் கடிதங்கள் இல்லை கடிதம் எழுதியிருக்கோம் எங்கள் மச்சாவெல்லாம் இராணுவத்தில் இருக்கும்போது கடிதங்கள் வரும் போகும் நண்பர்களுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கோம் அப்படி ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் தனியார் மையப்படுத்தி விட்டுட்டு அதில் மக்கள் ஓய்வு பெறும்போது அவர் சுராராய் அறுபது ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தோன்ட்டு ஓய்வெறும்போது ஓய்வூதியம் ஓய்வெறும்போது ஒன்னும் இல்லை ஓய்வூதியம் ஒண்ணு இல்ல ஏன்னு அவங்க கிட்டே ஒன்னு இல்லை அவனுக்கு ஐம்பதனாயிரம் கோடி அவனுக்கு கடன் கொடுப்பான் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி இந்த கடங்காரன் நாய உலக பெரும்பணக்காரன் கிட்டிருக்கான் ஏ பிச்சைக்காரப்பல ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி கடன் வாங்கிருக்கடா கடங்காரப்பல நீ உலக பணக்காரன இது ஒரு கொடுமை சொந்த நாட்டு மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றியதுதான் இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை இவர்களுடைய ஆட்சி முறை மிக நியாயமான கோரிக்கையை வைத்து நம்மளுடைய மதிப்பிற்குரியவர்கள் அன்பிற்குரிய அஞ்சலக ஊழியர்கள் போராடுகிறார்கள் ஆனால் இந்த போராட்டம் மிக நியாயமானது ஆனால் காலதாமதமானது அன்னைக்கே போராடி இருக்கணும் ரொம்ப முன்னாடியே போராடி இருக்கணும் எவ்வளவு காலம் பொறுத்திருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்க ஆட்சியாளர்களே கொஞ்சம் கவனிங்க எவ்வளவு காலம் பாருங்க இது அரசு பணின்னு எப்படி எப்படி சொல்றது அதில் சொல்றாரு அந்த காலத்தில் நாட்டு நியமிக்கிற மாதிரி இந்த தலையாரியெல்லாம் நியமிக்கிற மாதிரி நியமிச்சு விட்டாங்க எனக்கு தெரியும் புது ஊரில் இருந்து ஒரு சைக்கிளில் கடிதம் கொண்டாங்க கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் எங்கள் ஊரில் இப்போ எல்லா வாட்ஸ்அப்பில் பகிர்றதுனால இவர்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரிய வரல ஆனால் எல்லாரையும் போல் இரத்தமும் சதையும் பசியும் கனவும் கண்ணீரும் கொண்ட சக மனிதர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இவர்களுடைய உணர்வை நீங்க மதிக்க தொடங்கணும் இந்த போராட்டம் மிக நியாயமானது இவருடைய கோரிக்கையை தயவு செய்து கவனம் எடுத்து அங்கீகரிங்க ஏன்னா எந்த போராட்டத்தையும் அரசு கவனத்தில் எடுத்தது நான் பல போராட்டங்களை நானும் செஞ்சிருக்கேன் நான் அந்த போராட்டத்திலே நின்னும் போராடி இருக்கேன் ஏன்னா போராட்டங்களை காலங்கடத்தி நீங்க நீர்த்து போக வைப்பீர்களே ஒளிய போராடுகிற மக்களை அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை அமைச்சர்களை அனுப்பி என்ன பிரச்சனை அதை சரி செய்கிறோம் நிவர்த்தி செய்கிறோம் நீங்கள் கலையீங்க இல்லை அதை செய்யுங்கன்னு இதுவரை செஞ்சதில்லை இதுவரை செய்ததில்லை எந்த போராட்டத்தையும் மதித்தது கிடையாது அங்கீகரித்தது கிடையாது நாங்கள் உயிரையே கொடுத்துட்டோம் உயிரையே கொடுத்துட்டோம் நீட்டு தேர்வுக்காக என் பிள்ளை எத்தனை வருஷத்து இருக்காங்க எவ்வளவு கோரிக்கைகள் வச்சு செத்து உயிரை கொடுத்தாலும் உயிருக்கே மதிப்பில்லாத சமூகமாக இருக்கிற ஆட்சியாளர்களாக இருக்கிறனால உரிமைக்காக போராடுகிற எங்களுடைய குரலை நீங்கள் கேட்கணும் இப்போ என்ன ஏற்றுக்காங்கன்னா எனக்கு நீ பயப்படுற வந்துருவானோ இவன் ஒரு தடவை வென்று வந்துடுவானோ அப்படின்னு வந்து வந்துடுவானோ இல்லை வந்துடுவேன் வந்துருவேன் வந்துட்டா இவர்கள் உரிமையெல்லாம் தந்துடுவேன் அது வந்து நாங்கள் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல குறை தீர்க்க வர்ற பிள்ளைகள் ஏன்னா இவருடைய பிள்ளைதான் நான் எங்கள் அப்பே போராட்டத்தில் எனக்கு உரிமை இருக்கு எனக்கு பங்கு இருக்கு அதில்தான் நாங்கள் இதில் பங்கேற்று இந்த கோரிக்கையை ஆட்சியாளர்களின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறோம் மதிப்பிற்குரிய தம்பி அண்ணாமலை இதையெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பேசணும் இதெல்லாம் இதை பேசணும் என் மலையை உடச்சி கொண்டு போகிறாங்களோ அதை கொஞ்சம் பேசணும் என் மண்ணல்லி திங்கிறாங்களோ அதை கொஞ்சம் பேசணும் என் நீரை உறிஞ்சி விற்கிறானோ அதை கொஞ்சம் பேசணும் எல்லாத்தையும் விட்டுட்டு மதம் மதம் மதம்னு மதம் கொண்ட யானையை கடைசி என்ன பண்ணுவோம் தம்பி கடைசியாக என்ன பண்ணுவோம் புதச்சிடுவோம் அந்த நிலமை வரக்கூடாது யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும் என்று கவிஞர் மூத்தா மு மேத்தா அவர்கள் எழுதுனதை உங்களுக்கு நினைவுட்டுறேன் இதையெல்லாம் பேசுங்க இது உங்கள் அரசு பிரச்சனை உங்கள் அரசு உங்கள் ஆட்சியின் பிரச்சனை இது எட்டு ஆண்டுகள் இருக்குறீங்க என்ன ரெண்டு ஆண்டு இருக்குது இந்த கோரிக்கையை ஏற்று என் அன்பு தம்பி அண்ணாமலையவர்களுக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்று இந்த கோரிக்கையை இந்த துண்டறிக்கை ஒரு வாங்கி உங்கள் தலைவர் இருக்காரல அவர் கொஞ்சம் அனுப்பி சரி செய்யணும்பா அப்படின்னு செய்ய எனக்கு ஒரு ஓட்டு கூட போட உங்களுக்கே போட சொல்றேன் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுங்க எடுங்க எங்களுக்கு பிரச்சனை நமக்கு வழியே இல்லை கடைசி கருவி போராட்டம் தான் நம்ம அதிகாரமற்ற எளிய மக்களின் பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஒன்றிணைந்து போராடி தான் நம் குரலை எழுப்ப வேண்டியது இருக்குது இதை விட்டு வழி இல்லை உங்கள் போராட்டத்தை நான் பெரிதும் மதிக்கிறேன் உங்கள் போராட்டம் வெல்லணும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் கூடவே நான் நிற்கிறேன் அந்த நம்பிக்கையே உங்களுக்கு நான் தர்றேன் எப்பவும் நாங்கள் நிற்போம் உங்கள் கூடவே இருப்போம் உங்கள் போராட்டத்தின் நியாயத்தை ஆட்சியாளர்கள் புரிந்து இல்லையோ உங்கள் அன்பு பிள்ளைகள் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனைக்கே நீங்க போகாதீங்க நடக்கும் நம்பிக்கையோடு போராடுங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கும் நாளைக்கு இல்லைன்னா நால மறுநாள் நடக்கும் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்வேன் என்னுடைய தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் இல்லை தனக்கான காலத்தை தானே உருவாக்கிய தலைவனினுடைய மகன் நான் எனக்கான காலத்தை நானே உருவாக்கிக்கிட்டு வர்றேன் வரும் அப்போது உங்களை பிரச்சனைகள் தீரும் நான் வந்து உயிரை கொடுத்தேனும் இதை நான் அதை முடிப்பேன் இந்த மாதிரி வேலையில் நம்பிக்கையோடு இருங்க தொடர்ந்து போராடுங்க தொடர்ந்து போராடுங்க இந்த இதையெல்லாம் பதிவு செய்கிற அன்பு உடன்பிறந்தார்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு இது ஒரு உரிமை பிரச்சனை இல்லை உயிர் பிரச்சனை நீ தயவு செய்து இந்த சிக்கலை விவாதிங்க இதுக்கு ஒரு விவாதம் இங்கே இங்கே இருக்கிற எங்கள் ஐயாக்களில் அந்த விவாதத்தில் பங்கேற்க வைங்க அவங்களை அங்கீகரிங்க தயவு செய்து உங்களை அன்பாக வேண்டி நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்யங்க அப்போ தான் இது வெளிச்சத்துக்கு வரும் ஏன்னா போராட இடம் இல்லாமல் பாருங்கள் அஞ்சலக அலுவலகத்திலேயே போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத பாருங்க இதை வெளிச்சத்துக்கு வெளியில் கொண்டு போக வேண்டியது இந்த உரிமைக்கு துணை நீக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அது உங்களுடைய கடமையும் கூட அதை உணர்ந்து நீங்கள் இதை செய்யணும்னு அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரவையும் நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உங்களுக்கு துணையாக என்றென்றும் நாங்கள் இருப்போம் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடி கைகள் இணைந்து போராடுவோம் போராடுவோம் போராடுவோம் உங்கள் போராட்ட கோரிக்கைகள் மிக நியாயமானது அது வெல்ல வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஒவொருத்தரா கேளுங்க தங்கச்சி ஒவ்வொருத்தரா இல்ல உட்கார் என் பக்கத்து தங்கச்சி கேளுங்க முதல்ல அரசாட்சி அமைக்க இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை மிக அதை என்னிலும் இல்லை தம்பி தங்கைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் எதிரான ஒரு புரட்சிகர போருக்கு தயாராகணும் அதுதான் நான் இங்கே இருக்கிற அஞ்சலக ஊழியர்கள் நம்முடைய சித்தப்பா பெரியப்பா மாமா மைத்துனர்கள் எல்லாம் இதில் போராடுறேன் போஸ்ட்மேன் தானே அப்படின்னு நீங்கள் கருதிடாதையே அப்படி கருதக்கூடாது அரசு பணின்னு இவங்க எதையும் நினைக்க முடியல அதுக்கு ஊதியம் இல்லை ஊதிய ஒரு உயர்வும் இல்லை தொழில் பா பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி அது எல்லாம் என்ன சொல்கிறது ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் இல்லை ஏன்னா ஓய்வூதியம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஐம்பத்தெட்டு வயசில் ஓய்வு பெறணும் படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியில் இருக்கான் ஆனால் அரசு ஐம்பத்தொன்பதாக கூட்டுது ஓய்வு பெற வயசை அப்புறம் அறுபதாக மாற்றுது இலவசம் சொத்தைசி பரதேச வாட்டம்ப் மாதிரி எல்லா தனியார் அஞ்சல் துறையை தனியார் அலைற அதனால் இவரெல்லாம் மதிக்கலை வெறுத்து போய் எல்லாம் நாங்கள் ஒதுங்கணும் தற்சார்பு கொண்ட ரெண்டு துறை தான் இருந்தது ஒன்று வேளாண்மை இன்னொன்று மீன்பிடி இந்த ரெண்டையும் முடிச்சிடணும் முடிவு கடல் விவசாயம் நில விவசாயம் ரெண்டையும் முடிச்சிடணுன்ட்டு ஏறக்குறையும் முடிச்சிட்டேன் இப்போ கடைசியாக இந்த மாதிரி அரசு எல்லாத்தையும் முடிச்சு அனுப்பிவிட்டு நீ தனியாருக்கு கொடுப்ப ஒரு வேளை கூட அதானிக்கு போகலான்னு போகலாம் நீங்கள்லாம் வெளியில் போங்கன்ட்டு வேறு ஆளாக எடுக்கலாம் அவன் இதர் மேகே சாத்மேகைங்கிற வந்து வேலை செய்யலாம் அதான் நடக்க போகுது அதில் உனக்கு இருக்கு எங்கள் அப்பா மணிவண்ண இறந்துட்டார் எவ்வளோ புத்தகங்கள் வச்சுருந்தாரு எடுத்து வச்சுக்கிடாமாங்கன்னு என்னார் சரிப்பானே கடைசியாக அவர் போட்ட செருப்புன்னு வச்சுருக்கேன் நான் இன்னும் என் வீட்டில் இருக்குது பத்திரமாக வச்சுருக்கேன் ஒரு சிவப்பு நிறத்தில் தேஞ்ச செருப்பு எதுக்கு வச்சுருக்கேன் தெரியுமா உங்களெல்லாம் வெரைட்டி வெரைட்டி அடிக்க தான் வச்சுருக்கேன் பார்த்துக்க பார்த்து கவனமாக வேலைச்சிங்க வேறு எதாவது கேள்வி தங்கச்சி இப்போ கேளு இதை செய்யும் என்று நான் எதிர்பார்த்தேன் நடந்திருக்கு இது முன்கூட்டியே நான் இது விவாதித்தேன் என் உறவுகள் இடத்துல இது நடக்கும்னு இதுக்காக தான் வெரைட்டி வெரைட்டி அந்த பிஎஃப்ஐ நிர்வாகிகளை அது கைது செஞ்சுது அதில் இந்த நாட்டில் நான் ஒரு பேரறிவிப்பு செய்ய விரும்புகிறேன் இந்த நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு இயக்கம் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் தான் தடை செய்யப்பட வேண்டிய ஒரே அமைப்பு அது அதிகாரத்துக்கு வந்த தீமரில் மற்றவனெல்லாம் ஒரு ஜனநாயக ஆற்றல்களை எல்லாரையும் அடக்கி கொடுக்க நினைக்குது நீ எழுதி வச்சுக்க நாளைக்கு நானும் தூக்கப்படலாம் நள்ளிரவில் அன்னைக்கு நீ என் பேட்டி கேட்க முடியுது எங்கேன இருக்காயு கேட்க முடியாது அதுக்கு கையெழுத்து போட்ட இந்த துரோகிகள் இருக்காங்க பாருங்க நாட்டின் உள்துறை அமைச்சர் சுராரி இது இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராகத்தான் கொண்டு வரப்படுதுன்னு அதற்கு பிறகு கையெழுத்து போட்ட இந்த சட்டத்தை ஆதரிச்சு தடை செய்யப்பட்டிருக்கலாம் அதுக்காக தோண்டு போக கூடாது என்னுடைய உறவுகள் மாற்று பெயர்ல வேற அமைப்புல வேற பெயர்ல நம்ம இயங்கணும் எதிர்ப்புகளை நம்ம எதிர்பார்த்ததுதான் செய்வான் செய்வார்கள் என்று நம்ம தெரிஞ்சுதான் வட மாநிலங்களை படிக்க முடியாத பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் பல பேரை படிக்க வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கேன் பட்டியல் கேட்டா நான் போய் வெளியிட போய் வெளியிடறேன் அப்படி ஒன்னு சொல்ற நாட்டில் செஞ்சத ஒன்னு சொல்ற பயல்களை ஒரு நாள் நீங்க சட்டையை கிழிச்சு உருவாக தான் இருக்கு மனிதம் அதையும் தாண்டி தமிழர்களுக்கு எறும்புக்கெல்லாம் உணர்வு இருக்குன்னு அவர்களை நேசி வாழ்ந்தவன் நான் வணங்குற தெய்வத்திற்கு மயில் வாகனமா இருக்கு சேவல் கொடியா இருக்கு சிவனுக்கு முன்னாடி நந்தி மாடு உட்கார்ந்து அங்கே எல்லாம் வச்சிருக்கோம்னா காரணம் என்ன எங்களுடைய உயிர்மண் நேயம் காலையை வாகனமாக வச்சு வணங்கணும்னா உயிர்மண் நேயம் இந்த இனக்கூட்டத்துக்கிட்ட வந்துட்டு மதம் சாதி கடவுள் எங்கேடா வச்சு கொரோனா வந்தபோது உங்கள் மதம் உங்கள் சாமி எல்லாத்தையும் பூட்டு போட்டு பூட்டிகிட்டு ஓடிட்டேன் அன்னைக்கு ஓம் சுக்லாம்பிரதம் தாம் ஒன்றும் ஒன்றும் இல்லையே அன்னைக்கு எங்க போச்சு வைத்தியகரப்பில் வேற ஐம்பது இல்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலந்து அந்த நோக்கம் சரியா இருக்கிறதுனால அரசியல் முரண் அதை தாண்டி நோக்கத்தின் அடிப்படையில் நாங்க பங்கேற்போம் எங்க அண்ணன் கூட பேசிருக்காங்க திருமாவளவன் அவர்கள் பங்கேற்போட கூட்டணி வச்சிருக்கும் போது கூட எடப்பாடி இதெல்லாம் அனுமதிக்கல அம்மையார் ஜெயலலிதா பேரணிக்கு தடை விதித்ததெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க அனுமதிச்சிட்டு கூட்டணி கட்சிகளை போராடுங்கன்னு சொல்றது மாதிரி ஒரு வேடிக்கை ஏதாவது இருக்கா நீங்களே சொல்லுங்க அரச எப்படி இங்கும்பே அரசியின் நோக்கம் என்ன ஒரு பேரணி நடத்துறேன் கோரிக்கை வைப்பேன் ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையின் அடிப்படையில் முழுமைக்கு நடக்குது கோரிக்கை என்ன எந்த மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தின் பேசுறீங்க அப்புறம் எதுக்கு கொடுத்தீங்க அதுக்கு ஒண்ணு மத கலவரத்தை தூண்டணும் அது வேற என்ன இருக்குது இப்ப பிஜேபி வேற என்ன பேசும் அதுக்கு சாதியும் மதமும் ரெண்டு கண்ணுன்னு பேசுது நாங்கள் அதை அப்படி பேசல ரெண்டும் மானுட சமூகத்தின் வா ஆறாத புண்ணுன்னு வச்சுறோம் எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய முரணு இருக்கு அதனால இந்த பிசிஆர் சட்டத்தை நின்று அந்த சட்டம் இருக்கும்போதே என்னை செருப்பு கட்டி உட்கார வைக்க மாட்டேற ஒரு எம்பி போய் விழுந்து கும்பிட்றாரு அந்த குரு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க விலையொலியில் காலை தூக்கி மேலே வச்சுக்கிறேன் அவ்வளவு தீண்டாமை இருக்கு இவங்க தீண்டாமையே இல்லைங்கிற கிரைம் அப்படின்னு எதுக்குற கடியத்தில் இருக்கு தீண்டாமை இருக்கிறது எழுதிருக்க அப்படி ஒன்னே கிடையாது நீங்க அண்ணன் கேட்கக்கூடாது அவங்க இது சொல்றாங்க அவங்கிட்ட ஒரு தடவை கேளுங்க தம்பி தம்பி நல்ல அதிகாரி புரியுதா ந நான் வந்து அஞ்சு வயசுலேருந்து அரசியலில் இருக்கேன் எனக்கு பிடிக்கும் அவரை என் தம்பியாக பிடிக்கும் அவருக்கு அது தெரியல அவரு நிறைய அறுபதனாயிரம் புத்தகம் படிச்சிருக்கேன்னு எதை சொல்லிட்டு இருக்காரு அறுபது புத்தகம் எவ்வளோப்பா ஆ இருபது நாயிரம் அறுபதுனாயிரம் புத்தகம் படித்தவர் தெரியும் இந்தியா அம்பேத்கர் அவர் சொன்னார தீண்டாம இருக்குனு இப்ப அறுபதனாயிரம் படிச்சதா இருபதாயிரம் படிச்சவன் பிரியா இல்ல தம்பிய மதிக்கிறேன் கருத்தை எதிர்க்கிறேன் வேற தங்கச்சியில் வரும்போது வலைவெளியில் பார்த்தேன் என் தங்கச்சியை சொல்லுது நீ ஓசின்னு ஒன்று நான் கேட்டேன்னா இலவச பஸ்ஸு பஸ்ஸு தர சொல்லி அவன் இலவசமாக என்னை உட்கார இடம் தர மாட்டேன் ஓசியில் தான் நான் வரேன் மற்ற உங்களுக்கே தெரியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க இது இது இது வந்து இதெல்லாம் தான் அதிகார திமுரு இதெல்லாம் திராவிட மாடலில் சேர்த்துக்கிறேங்க திராவிட மாடலில் சேர்த்துக்கிறேங்க வேற என்னடா சரி தைரியமா இருங்க நான் இருக்கேன்